என் பெயர் ராவந்திகா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர் கே எஸ்வணியும் வித்யா பவன் சிங்கே சென்று பள்ளி இருக்குர் எனது பேச்சு திறமையை வளர்க்கவும் நற்றினை சனலருக்கு நன்றி நான் இன்று பேச வந்திருந்த தலைப்பு தண்ணீரின் மகத்துவம் நீரின்றி அமையாதது ஒழுகு என்று வலுவர் கூற்றுக்கு தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து எண்ணிய போது வியப்பாகவும் அதே சமயம் கலக்கமும் ஏற்பட்டது இவ்வுலகில் அனைத்து ஜீவராசிகளும் தண்ணீரை அடிப்படையாக வைத்துக் கொண்டே வாழ்கின்றன நீர் மாசடைந்து நம் சாக்கடை நீராக குடிநீர் குடித்து வருகிறோம் தண்ணீர் என்பது நம் உயிர் நற்றினையின் வெற்றிப்படிகள் போல தாகம் போக்க உணவு சமைக்க உடலையும் உடைமையையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள தண்ணீர் அவசியம் நம் தண்ணீரை எத்தனை தேவைக்காக பயன்படுத்துகிறோம் ஈடுகட்ட தண்ணீர் தேவை விவசாயிகளுக்கு தண்ணீர் தேவை நாம் உட்கார்ந்த மேசை பேனா பென்சில் பாத்திரம் என்ற அனைத்திற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது நம் எத்தனை தேவையற்ற முறையில் தண்ணீரை செலவழிக்கிறோம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க இருபதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு குளிர்பனம் தயாரிக்க இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் தேவை நம் இத்தனை தேவையற்ற முறையில் தண்ணீரை செலவடிக்கிறோம் நம் இத்தனை தேவைக்காக தண்ணீர் பயன்படுகிறதே நம் இயற்கை கொடுக்கும் மழையை சேமிப்போமே நாம் மார்ச் இருபத்தி நான்காம் உலக தண்ணீர் தினமாக கொண்டாடுகிறேன் நான் இன்று ஒரு கவிதை சொல்லப் போகிறேன் கேளுங்களேன் உன்னை மண்ணுக்குள் புதைத்து வைக்க மறந்துவிட்டேன் உன்னை சோதித்து பார்க்க விண்கலத்தை அனுப்பி வைத்தேன் குளம் குட்டைகளில் தூதுவாரம் மறந்தோம் என்றாமல் உயிர் நீர் என்று அடுத்து தலைமுறைக்கு அமிர்தமாய் கொடுப்போம் நாம் வீட்டிற்கு வீடு ஒரு மலை தொட்டியை கட்டி மழையை சேமிப்போம் நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நட்டீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துல பிரஸ் பண்ணுங்க நன்றி